என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் நீ தோட்டாலும் நான் இருப்பேன் ஜெயிச்சாலும் நான் இருப்பேன் நீ கூட நான் இருப்பேன் ஆமா நீ இருப்ப நான் ஜெயில இருப்பேன் நீ வீட்ல இருப்பியும்